வணக்கம் Bank Nifty Future 1-Minute Chart இன்றைக்கி டே ஜனவரி 4 இப்போ டைம் வந்து 9.25 டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு ஒரு 10-Minutes ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கு ப்ரீயஸ் டேனுடைய பையிங் மொமெண்டம் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு நைன் வரைக்கும் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருந்தது மார்க்கட் கண்டினியூஸாக ஒரு டவுன் சைடில் சிங்கிள் கேண்டில் பிரேக் அந்த பிரேக் நமக்கு டெக்னிக்கலாக மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு இந்த சார்ட் நமக்கு இன்டிமேட் பண்ணுது ஸோ ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு செலட் ஃபார்ட்டி ஒரு செல் கால் கொடுத்துருக்கு சும்மா வீடியோ பார்க்குறீங்களே இந்த மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதை பார்த்து ஆட்ரு மட்டும் போட போகிறீங்க மேனுவல் ட்ரேடிங் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்களே பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி ப்ரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான சார்ட் தான் யாருமேனாலும் சும்மா பார்த்தோன்னே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ரெட் கலர் இது ஒரு டன் க்ரீன் கலர் பையிங் டன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு கேண்டிலையும் அனலைஸ் பண்ண சொல்லுவோம் ஸோ அந்த கேண்டிலுக்கு அதுக்கு ஒரு ஃபார்ம்லாம் இன்புட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஃபார்ம்ல அது கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டு அனலைஸ் பண்ணிகிட்டே வரையில செர்டைன் லெவல் ஆஃப் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக ஒரு கால் பஞ்சார மாதிரி நாங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் கால் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் தான் வரும் அதாவது கரண்ட்டில் பார்த்திங்கனா நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நாங்கள் வீடியோ ஷோ பண்ணோம் பையிங் ட்ரெண்டில் ப்ரியஸ் மொமெண்டம் ஃபாலோ ஆச்சு அந்த மொமெண்டம் நைன் தேர்ட்டி ஃபைக்கு டக்குன்னு ஒரு கேண்டில் ப்ரேக் அவுட் ஆகுது உடனே நமக்கு செல் காலாக மாறுது ஸோ எப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போ மட்டும் கால் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் போட போகிறீங்க ஃபர்ஸ்ட் டேரட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்ட்டி த்ரீ ஃபோர் செகண்ட் டாரட் அதனுடைய டபுள் மேல இருக்க லைன் ஸ்டாப்லாஸ் லைன் நமக்கு ஜென்ரேட்டாக இருக்க செல் கால் இப்போதைக்கி ஒரு ஒன் மினிட் கம்ப்ளீட் ஆயிருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மார்க்கட்னுடைய மூமெண்ட் பார்த்தோம் அதில் நமக்கு மார்க்கட் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மார்க்கட்னுடைய நல்ல ஒரு டவுனில் ஃபர்ஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் ப்ரேக் வந்து கொடுக்குது கால் ஜென்ரேட் ஆனால் ஃபர்ஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் மார்க்கட் ஒரு அப்படியே ஒரு என்ட்ரி பாயிண்ட் அந்த மாதிரி ட்ரேடிங் வந்து போய்ட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்லோவாக இறங்குச்சு நைன் ஃபார்ட்டி ஒரு எயிட்டி ரீச் கொடுத்தாலும் மார்க்கெட் ரெக்கவர் அடுத்து இப்போ ஷார்ப்பாக ஒரு டூ கேண்டில் நமக்கு டார்கட்டை ரீச் வந்து கொடுத்துருக்கு ஸோ டெய்லி லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் அதை பார்த்து ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க மேனுவல் பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம் இதை பற்றின டீட்டெயில்க்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாங்க தேங்க் யூ